வணக்கம் நண்பர்களே நமது நெட்டில் சுட்டது யூடியூப் சேனலுக்கு தங்களை இனிதே வரவேற்கிறேன் நம் பள்ளி பருவத்தில் கேள்விப்பட்டிருக்கிறோம் நமது தேசப்பிதா அண்ணல் காந்தியடிகள் அவர்கள் லண்டன் சென்று பேரிஸ்டர் பட்டம் பெற்று தென்னாப்பிரிக்காவிலே அட்வொகேட்டாக பணிபுரிந்தார் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் அதுபோன்றவே ஒவ்வொரு முறையும் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி மாற்றங்கள் நிகழும் பொழுது அட்வொகேட் ஜெனரல் அட்டர்னி ஜெனரல் சொலிசிட்டர் ஜெனரல் கவர்மெண்ட் பீடர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் போன்ற பதவிகளுக்கு புதிது புதிதாக நபர்களை நியமிவதையும் கேள்விப்பட்டுகிறோம் இது போன்ற பதவிகளின் என்ன வித்தியாசம் இவற்றுக்கான தகுதிகள் என்ன என்பது குறித்து இந்த பதிவிலே நாம் விரிவாக காண்போம் நண்பர்களே முதலிலே லாயர் என்பதற்கும் அட்வொகேட் என்பதற்கும் என்ன வித்தியாசம் என்பதை காண்போம் லாயர் என்பவர் சட்டக்கல்லூரிகளே பட்டப்படிப்பு முடித்து பட்டம் பெற்ற நபர் ஒருவர் லாயர் என்று அழைக்கப்படுகிறார் லாயர் ஆனவுடனே அவர் நீதிமன்றங்களே வழக்குகளை நடத்த இயலாது லாயராகி பட்டம் பெற்ற ஒருவர் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா அல்லது ஸ்டேட் பார் கவுன்சில் நடத்தப்படக்கூடிய தேர்வுகளை தேர்ச்சி பெற்று பதிவின் பெற வேண்டும் பின்பு அதை பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவிலே பதிவு செய்து அதன் பிறகே அவர் அட்வொகேட் என்று அழைக்கப்படுகிறார் அட்வொகேட் ஆன நபர் ஒருவர் மட்டுமே நீதிமன்றங்களிலே வழக்குகளை நடத்த இயலும் நண்பர்களே இதில் நாம் குறிப்பிடப்படக்கூடிய லாயர் என்ற சொல்லிற்கு நிகரான சொல்லே இங்கிலாந்து தேசத்திலே பாரிஸ்டன் என்று அழைக்கப்படுகிறது இதில் ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னவென்றால் உலகிலேயே அமெரிக்காவில் உள்ள வாஷிங்டன் மற்றும் கலிஃபோர்னியா மாகாணங்களில் சட்டப்படிப்பு படிக்காத நபர் ஒருவர் சட்ட நுணுக்கங்களை கற்றறிந்தால் நேரடியாக பார் கவுன்சில் தேர்வு எழுதி வழக்கறிஞராக பணியாற்ற இயலும் நண்பர்களே அடுத்ததாக சீனியர் அட்வொகேட் என்றால் என்ன என்றால் அட்வொகேட்டாக குறைந்த பதித்தம் பத்து ஆண்டுகள் பணிபுரிந்த நபர் ஒருவர் சீனியர் அட்வொகேட் என்று அழைக்கப்படுகிறார் சீனியர் அட்வொகேட்டான நபர் ஒருவர் மட்டுமே மாநில ஹைகோர்ட்டுகளிலே வழக்குகளை நடத்த இயலும் நண்பர்களே அடுத்ததாக பொதுவில் நாம் கேள்விப்படாத அட்வொகேட் ஆன் ரெக்கார்ட் என்ற ஒரு பதவி இருக்கிற நண்பர்களே அதாவது சுப்ரீம் கோர்ட்டுகளிலே வழக்குகளை நடத்துவதற்கு என்று சிறப்பாக அட்வொகேட் ஆன் ரெக்கார்ட் என்றொரு தேர்வை தேர்ச்சி பெற வேண்டும் என்பர்களே அட்வொகேட் ஆகிய அனைவரும் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்குகளை நடத்த இயலாது ஏனெனில் அனைத்து வழக்கறிஞர்களிலும் அங்கே சென்றால் தேவையற்ற குழப்பங்கள் நீடிக்கும் என்பதால் சுப்ரீம் கோர்ட்டில் இது போன்ற ஒரு வசதியை செய்து வைத்துள்ளார்கள் அதாவது அட்வொகேட் ஆன் ரெக்கார்டு என்றொரு எக்ஸாம் உள்ளது அதை தேர்ச்சி பெற வேண்டும் தேர்ச்சி பெற்று சுப்ரீம் கோர்ட்டில் பதிவு செய்து அதன் பிறகே சுப்ரீம் கோர்ட்டில் வழக்குகளை நடத்த இயலும் நண்பர்களே அட்வொகேட் ஆன் ரெக்கார்டு எக்ஸாம் தேர்வு செய்ததற்கு தேர்வுகளை எழுப்பதற்கு குறைந்தபட்சம் ஐந்து ஆண்டுகள் அட்வொகேட்டாக பணிபுரிந்திருக்க வேண்டும் மேலும் ஏதே ஓர் ஆண்டேனும் ஏதேனும் ஓர் அட்வொகேட் ஆன் ரெக்கார்டிடம் ட்ரெயினியாக இருந்திருக்க வேண்டும் நண்பர்களே இவ்வாறு தேர்ச்சி பெற்ற நபர் ஒருவர் மட்டுமே சுப்ரீம் கோர்ட்டில் வழக்குகளை நடத்த இயலும் அடுத்ததாக அட்வொகேட் ஜெனரல் என்றொரு பதவியை கேள்விப்பட்டிருக்கிறோம் இதாவது ஒவ்வொரு மாநிலத்தின் தலைமை சட்ட ஆலோசகராவார் ஆவார் அட்வொகேட் ஜென்ரல் என்பவர் அதாவது ஃபஸ்ட் லீகல் ஆஃபீஸர் ஆஃப் ஸ்டேட் என்று அழைக்கப்படுகிறார் இதற்கான தகுதியான நபரை அந்தந்த மாநில ஆளுநர் நியமிக்கிறார் நண்பர்களே அடுத்ததாக அட்டர்னி ஜென்ரல் என்ற ஒரு பதவியை கேள்விப்பட்டிருக்கிறோம் அதாவது அட்டர்னி ஜெனரல் என்பவர் ஃபஸ்ட்டு லீகல் ஆஃபீஸர் ஆஃப் யூனியன் என்று அழைக்கப்படுகிறார் நாட்டின் முதன்மை சட்ட ஆலோசகர் ஆவார் இந்த பதவிக்கு தகுதியான நபரை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் நண்பர்களே அடுத்ததாக சொலிசிட்டர் ஜென்ரல் என்றொரு பதவியை கேள்விப்பட்டுகிறோம் அட்டர்னி ஜெனரலுக்கு உதவியாக இருப்பவரே சொலிசிட்டர் ஜெனரல் ஆவார் அதாவது செகண்ட் லீகல் ஆஃபீஸர் ஆஃப் த யூனியன் என்று அழைக்கப்படுகிறார் நண்பர்களே இறுதியாக கவர்மெண்ட் பீடர் மற்றும் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆகிய பதவிகளுக்கு என்ன வித்தியாசம் என்பதை காண்பு நண்பர்களே மாநில அரசின் சார்பாக சிவில் வழக்குகளுக்காக ஆஜராகவரே கவர்மெண்ட் பிலீடர் ஆவார் அதுபோன்றே மாநில அரசின் சார்பாக கிரிமினல் வழக்குகளுக்கு ஆஜராக பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆவார் மேலும் நண்பர்களே இதில் கூறியுள்ள பதவிகள் அனைத்தும் உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என்றும் உபயோகமாக இருக்கும் நம்புகிறேன் நண்பர்களே இது தங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை உங்களது மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிற நண்பர்களே இதன் தங்களுடைய மேலான கருத்துக்களை எனக்கு கமெண்ட் செய்யும்படி மட் மேலும் சப்ஸ்கிரைப் செய்யும்படும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்பதே நன்றி வணக்கம்